ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வியர் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை காயமுத்தூர் டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆல்செல் வித் நீன்சரி ஒர்க் இருக்கக்கூடிய சாஃப்ட் செல் சரீஸ் கலெக்ஷன்ஸுங்க வாங்க ஒவ்வொரு சரியை நம்ம பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் சரியுடைய நம்பர் சிக்ஸ் எயிட் ஜீரோ சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு வந்து நீம்சரி ஒர்க் இருக்குங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற எல்லா சேரீஸ்லேயுமே நீம் ஜெரி ஒர்க் இருக்கக்கூடியது தான் அதுவும் ஃபுல்லாகவே இருக்கக்கூடியது தாங்க அதாவது கிராண்ட் ஒர்க்காக இருக்கக்கூடிய சாரீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் ஆஃபர் ப்ரைஸ் செவன் தௌசண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது பிளைன் பிளவுஸ் இன்னர் லேயர் பிளைனாக இருக்கும் அண்ட் பிளவுஸ் பிளைனாக இருக்குங்க மற்றபடி ஆல் ஓவர் பாடி ஃபுல்லாகவுமே உங்களுக்கு இந்த நீம் ஜரியில் ஒர்க் இருக்கும் கீழே பாட்டம்ல பார்த்துட்டீங்கன்னா டர்னிங் மாதிரி இருக்குங்க அதாவது மேலிருந்து கீழே வரைக்கும் ஒரே டிசைன் அண்ட் கீழே பாட்டம் போர்ஷன் மட்டும் நியர்லி எட்டு இன்ச்சஸ்க்கு உங்களுக்கு வந்து ஃபுல் பீக்காக் டிசைனில் வந்துருங்க இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது பியூர் சில்க் சாரீங்க வார்ப் அண்ட் வெஃப்ட் ரெண்டு சைடுமே பியூர் சில்க் த்ரெட் வச்சு கைத்தறியில நெசவ் பண்ண சாரீஸ் ஒவ்வொரு சேரீ கூடையும் கட் ஆல்க் மார்க் டாக் வந்துடும் ஃபர்ஸ்ட்டு சேரீ நீங்கள் பார்த்தது சிக்ஸ் எயிட் உடைய கலர் மட்டும் நான் இப்போ சொல்லிடுறேங்க அது வயலட் கலர் சிக்ஸ் வயலட் கலர் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பீச் கலர் டார்க் பீச் கலரில் இருக்குங்க செவன் தௌசண்ட் ஆஃபர் பிரைஸ்க்கு இந்த சேரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஆல் ஓவர் ஃப்ரீ ஷிப்பிங்கில் நம்ம சென்ட் பண்ணி கொடுக்குறேங்க PREPAYMENT OPTION ஆப்ஷன் செலக்ட் Google Pay, பே ஃபோன்பே பேடிஎம் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இந்த நாலு ஆப்ஷன் இருக்குது எது வேணாலும் யூஸ் பண்ணி நீங்கள் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எவ்வளோ நம்பர் ஆஃப் சாரீ வேணாலும் ப்ரீ பேமெண்ட்டில் வாங்கிக்கலாம் எந்தவித எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் கிடையாது எந்தவித லிமிடேஷன்ஸும் கிடையாதுங்க நெக்ஸ்ட்டு சாரீ பார்க்குறோம் சேம் பேட்டன்ல சிக்ஸ் எயிட் டூ சாரி நம்பர் சிக்ஸ் எயிட் body ஆஃப் சேரீ பல்லு பிளவுஸ் எல்லாமே ஒரே கலர் இருக்கக்கூடியது ஸோ இப்போனு பார்த்துட்டிங்கன்னா ட்ரெண்ட் அப்படிங்கிறது இந்த சிங்கிள் கலர் தாங்க ஸோ நிறைய பேர் வந்து அப்ரோச் பண்ணும்போது இந்த தீபாவளிக்கு நான் கொஞ்சம் யூனிக்காக ஸாரி வியர் பண்ணணும் எனக்கு வந்து சிங்கிள் கலரில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஸேரீ வேணும் அப்படின்னு தான் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறாங்க ஸோ அதுக்காக தான் நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த சிங்கிள் கலர் சேரீ அது எஸ்பெஷலி ஃபுல்லாக ஜரி இருக்கக்கூடிய சேரீஸ் வந்து ஆஃபருக்கு நம்ம உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த வீடியோ பாருங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வரக்கூடிய ஃபோட்டோஸும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச சாரீஸாக ஆஃபர் ப்ரைஸ்க்கு அதுவும் ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சாரீஸை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸாரீ நம்பர் சிக்ஸ் எயிட் த்ரீ கலர் Green Color Dark Green Cash ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஸேரீ புக் பண்ணும்போதே பே பண்ணாதான் உங்கள் ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணி பார்சல் சென்ட் பண்ணுவோம் பார்சல் ரிசீவ் பண்ணும்போது சாரியுடைய ப்ரைஸ் செவன் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கலாங்க கேஷ் ஆன் ஒரு சாரீ தான் அட் டைமில் புக் பண்ண முடியும் நெக்ஸ்ட் சாரீ புக் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ண சாரீ பார்சல் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் சாரி அகைன் கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ண முடியுங்க அண்ட் இந்த சாரீஸ்லேலாம் டசில்ஸ் இல்லைங்க அதாவது இப்போ நான் காமிச்சுட்ருக்கேன் இது வரைக்கும் இருக்கக்கூடிய சாரீஸில் டசில்ஸ் இல்லை இந்த சாரீஸை நீங்கள் ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணுறீங்கன்னா டசில்ஸ் வேணும்னு சொல்லுங்கள் நம்ம டசில்ஸ் போட்டு சென்ட் பண்ணுறோம் இதே கேஷ் ஆன் டெலிவரியில் புக் பண்ணுறீங்கன்னா டசில்ஸ் போட்டு கொடுக்குற ஃபெசிலிட்டி இல்லைங்க இப்போ பார்த்த ஸேரீடைய நம்பர் சிக்ஸ் எயிட் ஃபோர் கலர் லை லாவண்டர் கலருங்க ஸாரியுடைய கலர் வெரி லைட் லேவண்டர் கலர் ஸோ நெக்ஸ்ட் ஸாரீனவர் சிக்ஸ் எயிட் ஃபைவ் ஸோ இப்போ செகண்ட் பேட்டர்ல பார்க்க போகிறோம் செகண்ட் பேட்டர்ன் அப்படின்னா என்னென்னா ஒரு சின்ன டிஃப்ரென்சஸ் தாங்க இருக்கும் ஆனால் அதே மாதிரி கலர்லேயே தான் அதே பீக்காக டிசைனே தாங்க இதுல எல்லாம் டசில்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டு வச்சிருக்கோங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் போட்டிருந்த சாரீஸ்ல தான் டசில்ஸ் இல்லை ப்ரீபேமெண்ட் ஆப்ஷனில் புக் பண்ணுறவங்க டசில்ஸ் வேணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக நம்ம போட்டு சென்ட் பண்ணுறோம் இப்போ நீங்கள் பார்க்குற கலர்னு பார்த்துட்டீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான கலர் இது வந்து டபுள் ஷேடு கலர் வந்துன்னு பார்த்துட்டிங்கன்னா லைட் ரெட் கலரும் அண்ட் லைட் லோட்டஸ் பிங்க் கலரும் மிக்சிங்கில் இருக்குங்க சேரீடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா லோட்டஸ் பிங்க்லேயே கொஞ்சம் டார்க் சாரி நம்பர் சிக்ஸ் எயிட் சேம் பேட்டர்லேயே தான் இது வரைக்கும் சாரீஸ் பார்த்துட்ருக்கோம் அதாவது இந்த சாரீஸில் பாட்டமில் வந்து உங்களுக்கு இந்த பீகாக் வந்து அப்படியே அந்த பிரான்ச்சஸ் மேல் அந்த கிளையில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி இருக்கும் மேலே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து டிசைன் இருக்கும் ஃபுல்லாகவே நீம்சரி ஒர்க் தாங்க இந்த சாரியுடைய கலர் அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா கிரே அண்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேஸ்டல் ஷேடில் இருக்குங்க கிரே மிக்ஸிங்கில் ஒரு பேஸ்டல் ஷேடில் இருக்குதுங்க உள்ளே வந்திருக்கக்கூடிய அந்த நீம்செரி ஒர்க் வந்து க்ரீன் கலரில் இருக்குது சாரீ நம்ம சிக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது எல்லாமே பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் பேஸ்டல் ஷேட்ஸில் இருக்கும் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் யூனிக் கலர்ஸாக இருக்குதுங்க டிஃப்ரெண்ட்டாக வேணும் யூனிக்காக வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இது வந்து ரொம்பவும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட்டு தாங்க நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்குறது சாரி நம்பர் சிக்ஸ் இந்த 687 எயிட் செவனுடைய கலர்னு பார்த்துட்டிங்கன்னா லைட் சாக்லேட் ப்ரௌனில் இருக்கும் இதுமே பார்த்துட்டிங்கன்னா பேஸ்டல் ஷேடு தாங்க டபுள் ஷேடில் வருங்க சாரி இது பேஸ்டல் கிரீன்ல இருக்குங்க இருக்கக்கூடிய சாரீஸ் தாங்க பார்த்துக்கோ இது வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா ஒரே டிசைன்ல இருக்கக்கூடியதான் நெக்ஸ்ட் இன்னும் சாரீஸ் இருக்குங்க பார்க்கலாம் இன்டர்நேஷனல் ஷிப்பிங் அவைலபிளா இருக்குங்க இன்டர்நேஷ்னல் ஷிப்பிங்கு ஷிப்பிங் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா வரும் சாரி நம்பர் சிக்ஸ் எயிட் நைன் கலர் dark வயலட் கலர் ரிட்டன் பாலிசி பொறுத்த வரைக்கும் சேரீ உங்களுக்கு டேமேஜாக வந்தாலோ அல்லது நீங்கள் புக் பண்ண சாரீ இல்லாமல் வேறு சேரீ வந்தாலும் தாராளமாக அப்ரோச் பண்ணலாம் கம்பல்சரி பார்சல் ஓப்பனிங் வீடியோ ஒரே வீடியோவாக இருக்கணுங்க கட் வீடியோவாக இருக்கக்கூடாது கலருக்கோ குவாலிட்டிக்கோ ஹேண்ட்லூம் மார்க்ஸ்க்கோ ரிட்டர்ன் வந்து பாசிபிள் இல்லைங்க கலரை பொறுத்த வரைக்கும் வீடியோ ஃபோட்டோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி வாங்கிட்டிங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு ஃபுல் சேட்டிஸ்ஃபைடாக இருக்கும் சேரீ நம்பர் சிக்ஸ் ஸோ இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரே பேட்டன் இப்போ நெக்ஸ்ட் பேட்டன்ல ஸாரீ பார்க்குறாங்க இந்த சேரீல அப்படின்னா டாப் அண்ட் பாட்டம் மேலேருந்து கீழே வரைக்கும் பாடியில் ஃபுல்லாகவுமே ஒரே டிசைனாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் உங்களுக்கு பாட்டமில் ஒரு எட்டு இன்ச்சஸ்க்கு மட்டும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வந்து டிஃப்ரெண்ட்டாக பீக்காக் டிசைனில் இருக்கும் ஸோ இந்த சேரீயில் ப்ளவுஸில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பார்டர் வந்துடுது நீம் சரி இல்லை இப்படி சைடில் வந்து ஃபுல்லாக பார்ட்ரு வந்துடுது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கைக்கோ அல்லது பேக் நெக்குக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சேரீ ஃபுல்லாக உங்களுக்கு வரும் பிளவுஸ் பிளைன் அண்ட் இன்னர் லேயர் பிளைன் பிளவுஸில் உங்களுக்கு பார்டருமே வந்திருது ஸோ அந்த பார்டருங்கிறது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா சைடில் கொடுத்துருக்கோம் சாரி நம்பர் 691 நைன் ஒன் சிக்ஸ் நைன் உடைய நைன் ஒன்னுடைய கலர் டார்க் வைலட் 690 கலர் வந்து இருக்கிறது தாராளமாக இந்த சாரீஸ் வந்து பிரிபர் பண்ணலாம் சேரீ சாரி நம்பர் கலர் இந்த இந்த அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி வந்துடும் சைட்ல நீங்க ஹேண்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் சரியை பொறுத்த வரைக்கும் ஹாஃப் ஐன் சரி சில்கை பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்யூர் சில்குங்க நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மட்டுந்தான் புக் பண்ண முடியுங்க நேரில் ஷாப்பில் வந்து இந்த சாரீஸ் வந்து கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவைலபிள் இருக்காது ஏன்னா நம்ம வீடியோலையே ஷோ பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாகவே நமக்கு இந்த சாரீஸ் எல்லாமே புக் ஆகிரும் ஸோ வேணுங்கிறவங்க என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா வாட்ஸ்அப் மூலமாகவே புக் பண்ணிக்கோங்க யூடியூப்பில் போடுற சாரீஸோ அல்லது வீ வாட்ஸ்அப் குரூப்பில் போடக்கூடிய சாரீஸோ நீங்கள் வந்து நேர்ல பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பா 100% பர்சன்ட் இருக்காதுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது சாரியுடைய கலர் ஆனந்தா ப்ளூவில் இருக்குங்க ஸோ இது மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஒரு டோன் தாங்க இப்போ நீங்கள் லாஸ்ட் பார்த்தது 693 நைன் த்ரீ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டோனில் இருக்கக்கூடிய கலர் தான் அதாவது க்ரீன் அண்டு ப்ளூ இந்த ரெண்டு மிக்சிங்கில் இருக்கக்கூடியது ஒவ்வொரு சாரியுமே இந்த சில்க் மார்க் சர்ட்டிஃபிகேஷனோட தான் உங்களுக்கு கிடைக்கும் ப்ளவுஸில் வித் ஹாலோகிராமோட நம்ம இந்த சில்க் மார்க் வந்து அட்டாச் பண்ணி தரேங்க செவன் ஆஃபர் பிரைஸ்க்கு இந்த சாரீஸ் உங்களுக்கு கிடைக்கும் பிடிச்சிருந்தா வாட்ஸ்அப் மூலமாக புக் பண்ணிக்கலாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்